வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களிட பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் எந்த எண்ணங்களை உணர்வு பூர்வமாக எந்த எண்ணங்களை மனதார சிந்திக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் பெரும்பாலான மக்கள் பணத்தை செலவு செய்யும்போது ஒரு தவறு செய்கிறாங்க அந்த தவறு சரி செஞ்சாகணுங்க அந்த தவறை சரி செய்தால் கண்டிப்பாக அதிக அளவில் பணத்தை உங்களால் ஈர்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக ஆக்க முடியும் செல்வகரமாக ஆக்க முடியும் பேரானந்தமாக ஆக்க முடியும் மன அமைதியுடைய வாழ்க்கையாக மாற்ற முடியும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காம அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் எல்லாருமே பலவிதமான செலவுகள் செய்வீங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும் இல்லை வந்து கார் வாங்குறதாகட்டும் வீடு வாங்குறதாகட்டும் இல்லைனா வந்து பொம்மைகள் வாங்கிறதாகட்டும் இல்லை காய்கறிகள் வாங்குறதாகட்டும் ஃப்ரூட்ஸ் வாங்கிறதாகட்டும் பலவித செலவுகள் நீங்கள் செய்வீங்க இந்த செலவுகளை எல்லாம் செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் அச்சச்சோ நம்ம பணம் கம்மியாகிட்ருக்கே பேங்க்கில் வந்து பணம் கம்மியாகிட்ருக்கே நம்மளோட சேவிங்ஸ் கம்மியாகிட்டுருக்கே நம்மளோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாகிட்டு இருக்கே அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு வேதனை உங்களுக்கு தெரியாமையே இருந்துகிட்டு இருக்கும் வந்து நம்ம மாற்றி ஆகணுங்க எப்படி மாற்றணும் நான் சொல்றேன் ரெண்டு வழிகள் இருக்கு நான் இப்ப சொல்ல போறத வாரம் ஒரு முறை நீங்க செய்யுங்க போக போக போக அந்த நாட்களை அதிகரிங்க அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்க இதை தானாகவே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க பணத்தை செலவு செய்யறீங்கல்ல அது கேஷாக இருந்தாலும் சரி இல்லை கார்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இடத்துல பணத்தை செலவு செய்யும் போது நீங்கள் வந்து மனதார வாழ்த்தணும் இந்த பணம் யாருக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் செல்வகரமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்துங்க அதுக்கப்புறம் இந்த பணம் இருக்குல்ல இது பல பேர்கிட்ட போகும் உங்கள் கிட்டே இருந்து இது வந்து இன்னொருத்தருகிட்ட வரும் அங்கேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகும் அப்படி பல பேர்கிட்ட இது வந்து போய்கிட்டே இருக்கும் இந்த பணம் யார் யார்கிட்ட போகுதோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் செல்வகரமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் மன அமைதியா இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்துங்க உணர்வு பூர்வமாக நீங்க வாழ்த்துங்க அதுக்கப்புறம் இந்த பணம் எல்லார்கிட்டையும் போயிட்டு பல கோடிகளா உங்ககிட்ட திரும்ப வரணும் பல கோடிகளாய் உங்ககிட்ட மீண்டும் வரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துங்க உணர்வு வாழ்த்துங்க சரிங்களா வாரம் ஒரு முறை இதை நீங்கள் செய்யுங்க இதில் வந்து ஏராளமான பலன்கள் இருக்கின்றது அதை போக போக நீங்களே உணர்வீங்க ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் காய்கறிகள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பே பண்ணுறதுக்காக நீங்கள் கியூவில் நின்றுட்டு இருப்பீங்க அந்த கியூவில் நிற்கும்போது நீங்கள் பல பேருக்கு நன்றி சொல்லணுங்க இந்த காய்கறிகளை விளைத்து கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள்கிட்ட இருந்து இதை வாங்கிய இடைத்தரகர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் அதை வந்து அந்த இடத்துல இந்த கடைக்கு கொண்டு வந்த லாரி டிரைவர்கள் எவ்வளவோ தூரம் மணிக்கணக்காக வந்து அந்த லாரியை ஓட்டிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு உங்ககிட்ட அந்த கடைக்கு வந்து கொண்டு சேர்க்குறாங்க அவங்களுக்கு மனதார நீங்கள் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த இருந்து அந்த சரக்கையெல்லாம் கடைக்குள்ளே கொண்டு வர அந்த கடை ஊழியர்கள் எவ்வளவோ வெயிட்டு இதையெல்லாம் தூக்கிட்டு வர இவ்வளவோ அந்த சிரமங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு கடைக்குள்ளே அந்த சரக்குகளை கொண்டு வர அந்த கடை ஊழியர்களுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த கொடோனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எங்கெங்கே வைக்கணுமோ அதையெல்லாம் சரியாக வைக்கும் அந்த கடை ஊழியர்களுக்கு நீங்கள் மனதார நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சரியாக நிர்வகித்து இந்த கடையை அருமையாக நடத்துகிற அந்த கடை உரிமையாளருக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீங்கள் வந்து மனதார வாழ்த்துங்க அதாவது இந்த காய்கறி அந்த விவசாயிகிட்ட இருந்து இந்த கடையில உங்க கைக்கு வருது இல்ல இதுக்கு நடுவுல இது எவ்வளவு பேர் வந்து இதுக்கு உதவி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் செல்வகரமா இருக்கணும் மன இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து மனதார வந்து வாழ்த்து தெரிவிங்க இனிமே நீங்க வந்து கியூவில நிற்கும் போது டக்குன்னு உங்க போனை எடுத்து பார்க்காம உங் நீங்க இந்த மனதார உங்க எல்லாரையும் பாராட்டுங்க சரிங்களா நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களையும் வாரம் ஒரு நாள் நீங்க செய்யுங்க போக போக போக இந்த நாட்களை நீங்க அதிகரிச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நன்றி உணர்வு ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மனதார மற்றவங்களை வாழ்த்தணும் எல்லாரையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்தணும் நம்ம வந்து இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி எல்லாருக்குமே நன்றி சொல்லி நம்ம வாழ்க்கையில் உதவுற எல்லாருக்குமே நன்றி சொல்லும்போது நம்ம மனம் வந்து அமைதி அடையும் மனதில் வந்து ஒரு புனிதம் வரும் மனதில் வந்து ஒரு சாந்தம் வரும் இது எல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை விரும்பும்போது பணத்தை ஈர்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வகரமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் எனவே இந்த ரெண்டு விஷயங்களையும் வாரம் ஒரு நாள் தவறாமல் பண்ணுங்க நான் திரும்பவும் சொல்கிறேங்க வாழ்க்கையில் நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம் அதனால் எல்லாேருக்கும் நன்றியை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பணத்தை செலவு பண்ணும்போது மனதார எல்லாரையுமே வாழ்த்துங்க அந்த பணம் யார் யார்கிட்ட எல்லாம் போகுதோ அவங்க எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் செல்வகரமாக இருக்கணும் மன அமைதியோடு இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்துங்க நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க குறுகிய வட்டத்தில் இருக்காதீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லார்கிட்டையும் அதிக அளவில் பணம் இருக்கணும் அப்படி மனதார வாழ்த்துங்க கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களால் அதிக அளவில் பணத்தை ஈர்க்க முடியும் அதிக அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆனந்தமாக செல்வ செழிப்பாக இருக்குங்க சரிங்களா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதோட பலன் என்ன அப்படின்றத வெகு விரைவில் நீங்களே உணர்வீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணணும் நான் பணத்தை மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட்டு பதிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து பணத்தை வாழ்த்துறது இந்த உலகத்துக்கு தெரியட்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியட்டும் உலக மக்களுக்கு தெரியட்டும் பணத்தை வந்து எல்லோருமே வாழ்த்தட்டும் எல்லார்கிட்டேயும் அதிக அளவில் பணம் வந்து சேரட்டும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வார திங்கெட் திங்கட்கிழமை இந்த சேனலில் ஒரு புது வீடியோ வெளிவரும் தவறாமல் பாருங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்